உங்கள் குழந்தை சில சொற்களை பேசத் தொடங்கியதும் அவர்களது மொழித்திறனை மேலும் வளர்க்க இதோ ஓர் எளிமையான வழி குழந்தை ஓர் ஒற்றை சொல் பேசினால் நீங்கள் அவர்களிடம் அந்த சொல்லை ஒரு முழு வாக்கியமாக அமைத்து பேசலாம் உதாரணமாக குழந்தை ஒரு பந்தை சுட்டிக் காட்டி பந்து என்று கூறினால் நீங்கள் உங்களுக்கு பந்து விளையாட பிடிக்கும் சொல்லலாம் அல்லது நீங்கள் சாப்பிடும் பொழுது குழந்தை வாழைப்பழம் என்று கூறினால் நீங்கள் நாம் இன்று வாழைப்பழம் சாப்பிடுகிறோம் என்று சொல்லலாம் அல்லது குழந்தை சட்டை என்று உச்சரித்தால் உங்களுடைய சட்டை மிகவும் அழகாக உள்ளது என்று நீங்கள் சொல்லலாம் தங்கள் குழந்தை இன்னும் முழு வாக்கியங்கள் பேசவில்லை என்றாலும் தவறில்லை அவர்கள் கூறும் சொற்களை நீங்கள் சொற்றொடராக பேசும் பொழுது வாக்கியங்கள் அமைப்பதற்கு சொற்களை பயன்படுத்தலாம் என்பதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கற்றுத் தருகிறீர்கள்